மார்க்கெட்டிங் கம்பெனியோட இணைஞ்சிட்டு இன்னைக்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் காரணம் இந்திய இளைஞர்களுடைய வருங்காலம் இ காமர்ஸ் மற்றும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அடிச்சு நம்மளுக்கு ஆபிஸ் கொடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஓபனிங் குழந்தை பத்த அந்த நாள் ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான சந்தோஷம் குழந்தைய வந்து நல்லபடியாக அட்டு போக வேண்டிய கடமை உங்கள் இருக்கு அதை வந்து புரிஞ்சு அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் குழந்தை வந்து வளர்ந்து வந்து நல்லபடியாக இருக்கு அப்படின்னு காரணம் வந்து நிச்சயமாக உங்கள் அப்பாவும் அப்பாவை மட்டும்தான் அதுக்கப்புறந்தான் ஆண்டவன் அதுக்கப்புறந்தான் நண்பர்கள் யார் வேணாலும் அதுக்கப்புறமா தான் அவர் அந்த மாதிரி வந்து இந்த ஆஃபீஸ் இந்த குழந்தைக்கு வந்து தாயும் தவக்குமானா நீங்கள் தான் இருக்கணும் இருந்து இந்த இந்த குழந்தைய பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னா கேட்கல எனக்கு பட்டு இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு ஒரு கிடைச்சிக்கிட்டு இதை வந்து நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்வீங்கிற நம்பிக்கையும் இருக்குங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ஆரம்பம் பயங்கரமாக இருக்கும் வரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாக்க பதினெட்டு பத்தொம்பது இருபது இப்படியே வரோம் இருபது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று நவரு தான் ரெண்டாயிரத்தி இருப நமக்கான வருஷம் இது நிச்சயமா நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபது பிரம்மாண்டமாக சூப்பரான ஒரு வளர்ச்சிக்கு வருவோம் சொன்னோம் சொன்னது நடந்ததா நடந்ததா ஆனால் உலகமே நின்னாலும் நம்ம சொன்ன வார்த்தைய நம்மளை காப்பாத்துச்சு ஓகே நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரு அடித்தளத்தை வந்து போட்டிருக்கீங்க இதே மாதிரி வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியா முழுக்க நமது நிறுவனம் சார்பாகவும் டீம் சார்பாகவும் நிறைய ஆபிஸ் வந்து சர்வ நிச்சயமா வரும் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கும் நன்றி ஆல்